ஆட்டு வயிற்று எத்தனை கேஜுமா நீ எனக்கு நீ மஜாவே கலரி டேரி மில்க்கே வேற எல்லாம் வண்டி அகர முதல எழுத்த எல்லாம் உள்ளயோ நீ தான் நீ வேலை திலையே அழகே அகர முதல எழுத்த எல்லாம் உலகே என் கண்மணிதான் உலக திலையே அழகே ஆட்டு வைட்டு எத்தனை கேஜுமா